மாது மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தைக்காக மறுபடியும் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களை வரவே வரவேற்புறதுல நான் பேர் ஒவ்வொருத்தரோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் நான் இந்த மாதம் This is a month of loving God எடுத்து வாசிப்போம் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வெளி எல்லாம் தேவனுடைய இந்த வசனத்தை தவறாக விளங்கிக் கொண்ட கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன் நம்ம கூட வித்தியாசமாக எடுத்திருக்கலாம் ஓ தேவனில் அன்புக்குறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணிருக்கிறவர்கள் கண் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும்லை மனுஷன் இறுதித்துல தோன்றவும்லை என்பதை சொல்லும் பொழுது அது ஏதோ பெருசு போல இருக்கு அது பயங்கரமான காரியம் அது நாம் இந்த பூமியை விட்டு போகும் பொழுதுதான் கண்களை மூடிட்ட பிறகுதான் அது நமக்கு தெரியும் என்று நினைத்திருந்தோம் ஆனால் தேவ்ந்த பிள்ளைகளை சில வேத வசனங்களை நீங்கள் முன்னும் பின்னும் சேர்த்து வாசன்கொடும் பொழுதுதான் அதனுடைய மீனிங்கை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த செய்தி யாருக்கு என்றால் இந்த மாடர்ன் வேர்ல்டில் உண்மையிலே தேவனை நேசிக்க கூடுமா எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்க இந்த நவீன இந்த காலகட்டத்தில் தேவனை உண்மையிலே நேசிக்க முடியுமா அல்லது தேவனை நேசிக்கிறவர்களுக்கு அன்புக்கு ஒரு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அதெல்லாம் என்று நினைத்திருக்கிறவர்களுக்கும் அல்லது இப்படிப்பட்ட ஒரு சந்தேக கேள்விகள் அவ்வப்போது நான் வருகிறேன் போகிறேன் ஆனால் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இப்போ இருக்கிற இந்த உலகத்துல உண்மையிலே தேவனை நேசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி நினைக்கிறவர்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு வெளிப்படுத்தலாக வருகிறது என்ன கேட்கிறார் அருமையான தேவன்ட பிள்ளையே இந்த கால வலையில கூட தேவன் உங்களோடு கூட பேசுவாராக இந்த வசனம் சொல்லுகிற வண்ணமாய் தேவன் தம்மில் அன்புக்குறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் கண்டதில்லை காதுகள் கேட்டதில்லை மனுஷோட இருதயத்தில் தோன்றினதில்லை ஆனால் நமக்கோ ஆவியினால அவைகளை என்ன பண்ணியிருக்கிறார் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கார் இப்போ இதில் முதலாவது நாம் பார்க்க வேண்டும் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆனால் அதை யாருக்கோ அதில் பார்க்கவில்லை கேட்கவில்லை தோன்றவில்லை ஆனால் ஒரு சில அதை பார்க்கும்படியாக அதை உணரக்கூடியதான ஸ்லாக்கியத்தை ஆண்டர் கொடுத்திருக்கார் அப்படின்னா அது என்னது என்பதை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க அடுத்த வாரத்தில் இன்னும் சுவாரஸ்யமாக நாம் தேவனை உண்மையிலே எப்படி நேசிக்க முடியும் என்பதை உண்மையிலே அன்பு கூற முடியுமா அல்லது தேவனை அன்பு கூற விடாதபடிக்கு இந்த நவீன உலகத்தில் வருகிற சேலஞ்சஸ் என்ன இது புதிதா என்ற கேள்விக்குதான் உங்களுக்கு விடை வருகிறது இது புதிதல்ல நீங்கள் சொல்லுகிற இந்த மாடர்ன் வேர்ல்ட் அல்லது நாம் நினைக்கிற இந்த MODERN, world in the modern world. we we we we have have have have everything else, else right? We have phone, we have laptop, we have like what what you, you, you can tell what mod, modern things? smart watch okay. there are so many things that you can determine modern things பட் குறைந்த சபை அல்லது இந்த வசனம் எழுதப்பட்ட குறைந்த சபைக்கு நம்ம கொஞ்சம் பின்னிட்டு பார்ப்போம் என்றால் நீங்கள் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு குறைந்த சபை அவ்விதமாக ஒரு நிழல் ஆட்டமாக இருந்திருக்குது ஏனென்றால் திஸ் கொருந்தின் சிட்டி தி சிட்டி இன் கிரீஸ் வாஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரேட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி முதலாவது இது நிறைய வாணிகம் வணிகம் வணிகம் செய்யப்படுகிறதான ஒரு பட்டணமாக இது இருந்தது அதனால இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தது பல இடத்துல இருந்து இங்கிருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் வருவார்கள் நான் போடுவாருன்னு சொன்னவண்ணமாய் இந்த பட்டணத்தை தாண்டி போனோம்னா அது என்ன ஆகும் பல நாட்கள் அவங்க போவாங்க போற நேரத்தில் கடலுடைய சீற்றத்தில் மாற்றி கொண்டு அவர்கள் இருந்துடும் அதனால என்ன ஆகும்னா இவர்கள் குறைந்து வழியாக வந்தார்கள் என்றால் கப்பலில் ஏற்றப்படுகிறதான அந்த வெகுமதிகளை அல்லது நல்ல குட்சை வந்து அவர்கள் இன்னொரு கப்பலை மாற்றி சீக்கிரமாக அடுத்த நாட்டுக்கு கொண்டு போவதற்கு இந்த குருந்திய தேசம் அந்த குருந்திய பட்டணம் அமைந்திருந்ததுனால இது வணிகத்திற்கு ஏற்று வருடமாகிறது அப்போ வணிகம் பெருகிறதுனா என்ன இருக்கும் செடி பணம் இருக்கும் அதே போலதான் குறைந்த தேசத்துல அதேமாதிரி இஸ்துமியான் என்ற ஒலிம்பிக் நிகரான விளையாட்டுகள் அந்த நேரத்தில் பிரபலமாயிருந்திருக்கும் இஸ்துமியான் அது மட்டுமல்ல இந்த இந்த குறைந்தப்பட்டனத்தினுடைய உச்சத்தில் அந்த உச்சம் உச்சம் மலையில அவர்கள் அஃப்ரோட் என்று சொல்லுகிறதான ஒரு ஒரு அந்த காதல் தேவதில் இருந்ததாகவும் அதுல ஆயிரம் தேவதாசிகள் இருந்ததாக சொல்கிறார்கள் எதுக்காகன்னா அங்கு வருகிறதான போகிறத ஆட்களுக்கு இலவசமாக அதை கடவுள் சேவை என்று நினைத்து அவர்கள் அந்த கேளிக்கைகளையும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பிலும் இருந்ததான அப்படிப்பட்ட ஒரு இம்மாரல் சிட்டிக்கு எக்ஸாம்பிள் தான் கொரிந்து நம்ம பார்க்க இட் வாஸ் என் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் மாடர்ன் ஆல் த கேம்ஸ் கல்ச்சர் இம்மாரலிட்டி இன் டிசிப்ளின் எவ்ரி திங் எல்ஸ் புட் டுகெதர் திஸ் கொரிந்த் அருமையான including when with our limitation, we limit God into our limitations. I wish that word should be done and look at each other every step is begging not to say a symbol. presentation அன்பு கூறுகிறது என்பது உலகத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் கைகளை சொல்லுங்க Right? You're still in yeah? But I'm you, if you are born as as a a a man or woman, as a human being, you have tendency, tendency natural tendency to love God. But where is is, the the problem then? The problem then? Let's, let's listen நிறைய பேர் ஒத்துக்குறதில்லை நூறு குழந்தைகள் அழுகிறது ஜெனி எடுத்து நூறு குழந்தைகள் அழுகிறது பிள்ளை அழுகும் பொழுது ஜெனிக்கு கண்டிப்பா ஒரு தாய்க்கு ஆயிரம் பிள்ளைகள் விளையாடு விளையாடுற சத்தத்துல தன்னுடைய பிள்ளை அழுகிற சத்தம் எது என்பதை நன்றாக தெரியும் அதே போலதான் ஒரு பிள்ளை அழும்பொழுது நீங்க நினைச்சு பாருங்களேன் அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன பொம்மை கொடுத்து பாருங்க எது கொடுத்து பாருங்க இல்ல நிறைய அம்மாக்களை கூப்பிட்டு வந்து பாருங்க அழக நிக்காது ஆனா தான் பெற்ற அம்மா வந்து நிற்கும் பொழுது பிள்ளையோட அழுகி நிற்க but wood teaches that king this is your mother petta I mean, podu nam paathuma petta podu paathuma but how do you believe this is your mom because that's the natural tendency we are the natural tendency the blood relation that relation makes us to move towards oh this is my mom i love her. my my heart tree and my veins bubbles for her Because it's just a natural tendency. That's why, in this moment, one of the things that we have to do, in this moment, when we have a natural tendency, when we have a natural tendency, when we have a natural tendency, when we have a natural tendency. Come on! Am I speaking to the right crowd here? Come on, I give a big hand for this natural tendency. இதில் நீங்கள் எல்லாத்துலையும் நீங்கள் நீங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்களால நான் ஒரு வீடியோ பார்த்தேனி அந்த வீடியோவில் ஐ திங்க் ஃபேஸ்புக்லேயும் இங்கே தான் அந்த வீடியோ பார்த்தேன் ஒரு மழை காலத்தில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் ஒரு எலி அந்த தாய்மையை வெளிப்படுத்துறதை பார்க்கலாம் ஒரு மழை தண்ணி வருது அந்த பொந்துக்குள்ளே தண்ணி வரப்போகுது அதுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே அந்த பெற்ற குட்டியை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய்ட்டு போய் பார்க்குது திரும்பி போய் பார்க்குது அதுக்குள்ளே தண்ணி வருது வந்த பிறகு ஆனால் பார்க்குது அதில் அஞ்சு தான் இருக்கும் இன்னொரு குட்டி இல்லை இந்த தண்ணி வந்த போதிலும் உள்ளே போய் நீந்தி அந்த குட்டியை என்ன பண்ணுதுன்னா அந் அந்த அந்த தாய் அந்த குட்டியை மறுபடியும் எடுத்துன்னு வந்து அந்த சேர்க்கிறேன் அப்போது அந்த தண்ணின் மத்தியிலும் கூட தன்னுடைய குட்டியினுடைய குரலை கேட்கறதற்கு அதை கொண்டு அதே போலதான் இந்த பூமியில் இருக்கறிவு படைத்தியாக படைக்கப்பட்ட தேவனை நேசிப்பது இயற்கையாகவே கொடுக்கப்பட்டது Because it's a natural tendency. We are not from monkeys. We are not from another aliens. We are not from this this uh, animal or we are not come as a magic. We are created by God. Hallelujah. Hallelujah. So we have a natural tendency to love him. Hallelujah. Those who agree with this thing say hallelujah. Hallelujah. And that. Okay. Now coming back to the question. How many of you love சத்தேஎ்சி சிக்கன் பிடிக்கும் அதுக்கு பிடிக்க ஓகே சார் இப்ப கேட்கிறேன் டூ லவ் ஜபுட்டி காபா Do you love Jabuticabba? I didn't know the meaning of this. <laughs> Do you love Jabuticabba? Answer is yes. You don't know, know that. I don't know. So, what is your loving relationship? First, what is it? Come on. If you know that, I will love you. how can you love without knowing it other correct example kfc chicken pidichirukku n solringa ice cream pidichirukku n solra pizza pidichirukku jabuti kabaan purinjirukku n patha na idu kabaa gibaan raren ena ungaluk theriyala that is a fruit african fruit appo namak ondru theriyadadai nammela appo enga problem irukku deviril anbu kuridra problem illa enga problem irukku அறிதான் உங்களுக்கு செக் செக் செக் அந்த செக் எங்க இருக்கு இந்த உலகமும் இந்த உலகத்தின் அதிபதியும் இன்னும் குழப்பங்களையும் இன்னும் காரியங்களை கொண்டு வருவதா சேலஞ்சாக இருக்காட் நோ காட் நோ காட் you automatically love him adanal da parishitha paul solugirar avari arigira arivin meenmeekaga ellavathum nastham endru kuppaiyum endru karidugirar because avari arigira arivin meenmerda da avrile na evlo anbukura mudiyunu endru theriyum na konje arinjirpen intal konje da laupanamudi avare ennoda limitations la adanal solrra inda பியூட்டிபுல பார்க்க நாம் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை மனுஷனுடைய இறுதி தோன்றவில்லை இவைகள் அங்கமாக இருந்தாலும் what happened to the Greeks என்ன நடந்தது இவர்கள் தோன்றுகிறதிலையும் அறிய முடியுமா என்பதை அவர்கள் அவர்கள் கவனமா இருந்தார்கள் ஆனால் என்னை அருமையான பிள்ளைகளே அவைகளில் இன்றைக்கு உலகம் பலவிதமான ஒப்பீனியன் கொள்ள வருகிறது நான் ஒண்ணுாம் அதிகார சொல்லவர்களுக்கு அழிந்து போகிறவர்களாகியும் ஞானத்தையும் அல்ல அவ சொந்த <tort're> <tort're> கண்கள் காண்கிறதையும் அவர்களுடைய தோல்வியில முடிஞ்ச அல்லது அவர்களுக்கு ஒப்பீனியன் மீடியா பிளஸ் மீடியா பிளஸ் one way is a blessing a technology boost all them arnal indakiy nareya prachane illukum nareya enna solr the problem roots come we broke down with the social media tamra sonna nyanathinal avargal adu ketanadinal alal kooru or opinion kudumbulude enna they create impersonation they miss the truth அந்த பரிசுத்த பவுல் சொல்றார் நான் உலகத்தனுடைய ஞானத்தை இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் வீட்டில் போய் நீங்க ஒண்ணு குறிந்த அதிகாரத்தை பார்க்கும் ஞானம் ஞானம் ஞானத்தை குறித்து பேசுகிறார் இந்த உலகத்தின் ஞானத்தில் பார்க்க தவறினார்கள் ஆனால் பரிசுத்த பவுல் அவர்களுக்கு தேவ ஞானம் மறைக்கப்பட்ட ரகசியமான கண்களால் காணக்கூடாததும் I I I want to to tell you, it's a very exciting today when when was was meditating on this this word I was excited when God spoke to me about this revelation you know, In in the the the the beginning of the birth of of birth Jesus Jesus and in the death of Jesus, the same thing was revealed ஏசு கிறிஸ்துவும் பொழுதும் இந்த தேவன் ஞானத்தை தேடுகிற அல்லது கண்டடைந்த அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது அல்லது நான் பார்க்கும்பொழுது ரொம்ப வியந்தேன் என்னை கேட்கிற அருமையான பிள்ளையை நீங்கள் எத்தனை வருஷம் தேவண்ட் பிள்ளைகளாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன் என்றும் பொருட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது கூட செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்தாருடைய பெரிய அவர்களுக்கு அது இன்னும் பிளைண்ட் அவர் மறைக்கப்பட்டதையும் வெளிப்படுத்த முடியாதபடிக்கு அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே அவர்கள் தேடிக்கொண்டார்கள் நமக்கு அவைகள் விளங்கப்படப்பட்டிருக்க ஆனா மூன்றுன்னு சொல்லப்படல அவரு கொண்டு வந்து காணிக்க வச்சு நம்ம மூன்று இது பண்றோம் ஆனா பைபிள்ல மூன்று சாஸ்திரிகள் சொல்லப்படல வரும்பொழுது இந்த தேவன் ஞானத்தை ஒரு சில ஞானிகளுக்கும் சாஸ்திரிகளுக்கும் இது மறைக்கப்பட்டதா இருந்தது எப்படி சொல்லப்படுகிறது இந்த படிக்கும்பது ஒரு சாஸ்திரி இந்திய தேசத்திலிருந்து பாகிஸ்தான் வழியாக போனதாக சரித்திரம் Similarly, different parts of the the the the world Babylon, Persia, India in the moon, they they they they they they were were were were were expert in in Astrology able able able to to to read read the stars signs they were able to predict things they were good in the wisdom. They had good wisdom had knowledge but at the same time இவர்கள் உண்மையிலே தேவனை அறியார்கள் அல்லது நேசித்தவர்கள் என்ற கூட்டத்தில் நான் அவர்களை சேர்க்க விரும்புகிறேன் மூன்று திசைகளிலிருந்து வந்தாங்கல்ல இந்தியா இருந்து மூன்று பேருமே எங்க சந்தித்தாங்கள தெரியுமா சந்திச்சாங்க நட்சத்திர அது மட்டுமல்ல நீங்க பார்க்க போறீங்க அவர்களால் அவரை தேவன் என்று விசுவாசித்தனால தான் அந்த முயற்சி அளித்தார்கள் ஆனா இ இ பாரு தெரியுமா என்ன சொல்றது அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசித்த அல்லது தேவனை அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தில் இருந்தார்கள் எல்லாருமே கூடினாங்க ஆனா இதுல சுவாரஸ்யமான என்னது என்றால் அவர்களுடைய சொந்த ஞானத்தை என்ன யூஸ் பண்ணாங்க அவருடைய சொந்த ஞானத்துல என்ன பண்ணாங்க முதலாவது இந்த குழந்தைய எங்க போய் தேடினாங்க அரண்மனை அப்ப இதுல கன்ஃபர்மேஷன் எங்க எங்க நடக்குது கண்ணில் அரண்மனை பாக்குறாங்க காதல they they were were searching with with the the the the limitation, their their wisdom, wisdom seeking seeking seeking great God, seeking the hidden treasure, seeking the things that that world is not able to see that. But they were using their wisdom to see but using seek divine wisdom what happened? இதனால என்ன நடந்தது என்ன கேட்கிற அருமையான அவர்கள் தேடினது அரண்மனையில் போய் தேடின So I ended up in the wrong place, two of them. What did you say to that one, what did you say to that one? You can see that the other one is a stone. Human wisdom it boasts themselves, but what does that happen? At the end of the day, there is a stone. There is no stone. Human wisdom is very rare. ஒப்ப என்ன கேக்குறாரு உண்மையில தெரியுமா அப்ப ராஜா எங்க பிறந்திருக்காரு செய்தியை கொடுக்க உலகத்தின் ஞானம் என்னது நானும் அவரை வந்து பணிந்து கொள்றேன் நீங்க போய் தீர விசாரிச்சுட்டு சொல்லுங்க ஆனா அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுது இல்ல எனக்கு போட்டியா ஒரு ராஜா வரானா அவனை கொலை செய்யணும் அவனை நான் விட்டுனும் பே அழிவு இந்த காலகட்டத்தில் கூட இன்டர்நெட்ல நீங்க பல விதங்களில் பார்க்கலாம் you will be confused you will be opinionated you will be surrounded by hypocrisy you will be surrounded by a wrong place you will be led into the wrong destination that is what happened to the three wise men அவர்கள் <laughs> crecy they're not able to love god because they have a wrong opinion wrong things because they're searching in their own limitations you cannot find by searching god in your limitations ana baaraaga neenga paarunga and avargal paasinga paakala and idhu enna pannanga அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அவர்கள் என்ன ஆனாங்களா ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படித்தானே வாசி வாசிக்கிறோம் அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் அவங்க வெளியே வந்த பொழுது கிழக்கிலிருந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற இடம் வரைக்கும் அவர்களை கொண்டு போய் சென்றுதான் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஏன் நீ போய் ஏறோதுக்கு போய் சொல்லாதே ஏறோது இந்த குழந்தை கொலை செய்ய வகை தேடுகிறார் இந்த கொழந்தை கொலை செய்யும்படியாக அவன் துடிக்கிறான் என்று சொல்லி அந்த வழிய போகாதுன்னு எச்சரிக்கப்பட இப்ப என்ன எதனால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் ஆஹ் அந்த ஆபீனால நடத்தப்பட்டதுனால தான் இந்த உலகத்துக்கு இரட்சிகளாக வந்த தேவாதி தேவனாக ரகசியமாக அநேகருக்கும் வரைக்கப்பட்ட மறைப்பொருளா இந்த தேவன் ஞானத்தை அவர்கள் பார்த்து என்ன பண்ணார்கள் பணிந்தார்கள் அவர்கள் உண்மையான ஒரு நல்ல தெய்வ செய்தியாளர் மனிதன் அவரை ஒரு கூட்டம் தவறாக பேசுகிறது they see them with the human wisdom human thing they could not find god they lead into wrong destination they create opinion they create themselves for an image they create themselves with an ideology and that is where they fail to know god they are satisfied with what the eyes sees what the ear hears and what the heart perceives நான் ஆவினால் நடத்தப்படுகிற கடைசி நாட்கள் அவருடைய ஒரு சில கூட்டத்துக்காக இந்த செய்தி வந்து அறிவார் அவர் ஆயத்தம் பண்ணிடவைகள் இந்த உலகம் காணக்கூடாது இந்த உலகம் கேட்கக்கூடாது புலப்படக்காரை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம் லூகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல இதே ஏசு கிறிஸ்தின் பிறப்புல ஆவினால் நடத்தப்பட்டவருக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கும் பாருங்க பார்க்கலாம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் லூகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பேர் அவன் மேல் யார் இருந்தாவியா என்ன பண்ணிட்டு இருந்தான் நான் நீங்க ஒருத்தர் நேசிப்பீங்க காத்திருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது So the first thing he would wait kaathirundha rendavathu he was man of characters needhim devabakthim jibikkuulla oru manushyanaga irundha israelin aarathil vara kaathirundal moonthathu he was inspired by the holy spirit 27th vasanathu vasinga paakkala inna nadakkudhi indhan manidinu avan aavi neerilnal ya yaarude aavi neerilnal aavi neeril inspired by the spirit ellam sollunga paakkala so you walk to no more god be inspired by the spirit hallelujah and that's why i'm teaching i that's why i'm teaching this young crowd this foundational crowd ninga aavinal nadathapadukiradum aavinal yevapadukiradum aavinal undudalpadukapugira appidipotte oru vaadikkikku varumodiya kekkireen yenindral appo naan ninga devara innumaga ariyamudiyam avare ari ari avare neesikungalamudiya hallelujah hallelujah hallelujah you know what happen even aavin பொறுமையாக இருந்தேன் இப்ப சொல்றாரு ஒன்பதுல இருந்து புரட்சாத ஒளியாகவும் இஸ்ரோலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கும் ஆயிரத்தியத்தை என் கண்கள் கண்டது என்றார் என் கண்கள் என்னது கண்டதி நிறைவாய் சமாதானத்தோட ஏன் என்றால் என் ரச்சனை என் கண்களாலே நான் காண விட்டேன் அம்மாயா தான் இந்த உலகத்தினுடைய ராஜாக்களுக்கும் இந்த உலகத்தினுடைய அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தை ஒரு சாதாரணியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனால் பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்த சிமியோனுக்கு ஆண்டவர் இந்த ரச்சினத்தை காணும்படியாக இந்த தேவ ஞானத்தை காணும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார் see those who truly loved God each of these three Koents <laughs> We always <laughs> tell people unaware that there are 3 names that are in this house Whoever have seen it Who told them to say that second or second name? Tolkien See that där that I've seen a huge family forισTER Converse சோர்ந்து போவார்கள் அநேகர் ஆவிக்குறி ஜீவத்தில பின்வாங்கி போவார்கள் அநேகர் தேவனை மறக்கிற கூட்டத்தில் இருப்பார்கள் அநேகர் தேவனை நேசிப்பது அவர்களுக்கு எட்டிக்காயை போல இருக்கும் இந்த கடைசி நாட்களில அது நிச்சயமாக நிறைவேறும் காரணம் என்னவென்றால் மனுஷன் தன்னுடைய சொந்த லிமிட்டேஷனுக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே என்ன நான் அடிக்க நம்ம இப்போ ஒரு சில பிள்ளைங்களை பார்ப்பேன் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிடைக்குது அதுக்குள்ளே யூடியூப்பில் எதுலாம் போட்டு கேட்டிருப்பாங்க பட பட படம்னு அது கேட்கதே இல்லையோ ஆனால் ஏதாவது ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்கணும் சில வாலிபர்களுக்கு இப்போ டியூன் எப்படி ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதோனு கேட்டுகிட்டே அப்படியே தூங்கணும் So your senses where it's going to be? It's going to be in the eyes and in the eyes. The things that we have to do in the eyes and in the eyes of the eyes and eyes, the things that we have to do in the eyes of God is to say, that's what we have to say in the modern world. Are you there with me? Yes. Are you there with me? Yes. That's the difference. Simeon, hey, Simeon, this Simeon is the same as the other. அபிஷேகத்தையும் ஆன்மீன் வல்லமையும் இழந்திருக்கார்கள் போனது மனுஷன் இந்த கன்ஃபர்மேஷன் போகிறார்கள் when the wise men resorted back to the star and the star lead pandra the star ku paakumbude avarkulle enna undarudha exceedingly great joy enna yen aanandam enna yen aanandam solla kudathu ipo andha paattile marandhu poyaachu man inge ristin pavathai ella manithu vittare abdin aadi paadi kondagira andha joy poi ipa ellarum epdina maar podra alavukku maariyachu oh indha prasangama now is hey, no, this preacher Six, 6 6.5 this preacher seven mark this preacher this because they are confined to not inspired they are confined with the limitations hallelujah hallelujah அதனாலதான் நீங்கள் நீங்கள் ரொம்ப கடைசியாக ஒரு அழகான காரியத்தை சொல்லி நான் உங்களோடு முடிக்க விரும்புகிறேன் எத்தனை பேருக்கு இந்த விலங்கினது இயேசுவின் பிறப்பில் தேவன் ஞானமும் மனுஷன் ஞானமும் எப்படி செய்தது எதை காணக்கூடியது எதை காணக்கூடியாமல் ஆக்குறது என்பதை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில் கூட நீங்கள் தேசுவை தேவனை உண்மையான மெய்ப்பொருளையும் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பணி வைத்தவளை காண வேண்டும் என்றால் நீங்கள் ஆவில நிரம்பப்பட்டவர்களாய் உங்களை கண்கள் காணுகிறதையும் காதுகள் கேட்கிறதையும் மனுஷனுடைய இறுதியத்தில் தோன்றுகிற வழியின்படி நடவாமல் நாம் நடக்கிற கூட்ட இருக்க வேண்டும் ல சிலுவில் அறையப்பட்ட பொழுதுல யார் இருந்தா ரெண்டு கல்லர்கள் அதுல ஒரு கல்லன் என்ன சொல்றான் முப்பத்தி ஒன்பதாம் ஒருவர் என்ன பண்ண சொல்ல கூட கூட பண்ண என்ன பண்ண இகழ்ந்தான் இகழ் because he was already confirmed with what he saw what he saw He was bitten bruisce. All kinda the animals сюда либо rebels. The animals just Gün Dare... This knows it's God mayor... It's no like you're simply true God's אותănówolic, not a devil of God. God not Rev soorten souls yet. He came up to that image, So he was confirmed... Two grands nameings I just felt beautiful. The anyone who strike where the future Christess, His head grow in awe, He was becoming Hampus de Papu, கேட்டு கன்பர் அதை எல்லாம் என்ன பண்ற நேசிக்க உங்களால் தேவினை நேசிக்க முடியாது இருக்கான் அவசியம் என்ன சொல்ற நாற்பதாம் வசனத்துல நீ இந்த ஆட்க ஆட்கணிக்படறா இருந்தோ தேவனுக்கு பயப்படறதில்லையா? ஆ ஆ ஆ நாமோ நியாயப்படி தண்டிக்கறோம் தண்டிக்கபடுகறோம். ஆம் நடப்பிட்ட வகைகள்தானே. போ போ போ போ. அப்ப இந்த கல்லு என்ன சொல்றா? ஹே! நாம தப்பு செய்தனால இங்க வந்திருக்கோம். இவர் தேவன் என்று இருந்து உங்களுக்கு பயம் இல்லையா? அப்படி யார தேவன் என்று சொல்லி கொடுத்தா? அப்படி யார தேவன் என்று சொன்னாங்க? அண்ணா பாடம் எடுத்தங்களா? யோவான் சொல்லி கொடுத்தானா? இல்ல மரியல் சொன்னங்களா? இல்ல எங்க இருந்தே யாராவது சொன்னங்களா? இல்ல you what is so is maybe you would have shown seen the thing it would have also been also there's a chance because he might have confirmed but அவமான என்பதை அதனாலதான் பாருங்க தெரிஞ்சிருக்காது கல்லன்கள் ரெண்டு பெருமை கொள்ளைக்காரன் அவனுக்கு அடிக்க அவங்க செய்ததான தண்டனைக்காக அல்லது குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறார்கள் அதுல ஒருவன் அகெய்ன் கன்ஃபர்ம் வித் திஸ்ரல் திங்ஸ் தி அது ஒன் he doesn't want to confirm he was confessing he is god and the bayan le avanuk avar devan endru avan arindirundapadinaala avan chebam pandra enu kekira arumiyana devan de pidile idu dhan rahasyam neengal unde sonda putthile sonda nyanathile kangalinal kaangradhiyum kaadhilinal kekiradhiyum poiyaana thagul indiki paarunga indiki kadasi naakkulla manushargal satyathai virumba mattargal enna virumbuvargal poiye virumbuvargal iniki internet la le, left and right you see so many abusive things you yuck so many Or there are absolutely false things you, you will not know which is true Because that is what they beguile of g... Beguile of Satan Satan didn't even tell Mother's God But they ended up with miles of information They have laid fire They have never yet died Then they are lost, wie if you respond to it They went to solve the, unnecessary, the saw for unnecessary things They heard unnecessary things They perceived unnecessary opinions and that's why the Spirit of God did, couldn't work with them. Aviyanavar are how to do this. If you do this, you can do this. This is an amazing person who is <laughs> living in the <laughs> world. If you are living in the world, you can do this. If you are living in the world, you can do this. That's why... தேவனது ஆவினாலே வெளிப்படுத்தினார் தமது ஆவினாலே என்ன பண்ணினார் வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினார் ஆவினால வெளிப்படுத்தினார் கடைசி நாட்கள் ஏனென்றால் உங்களுடைய கண்கள் பார்க்கிறதுக்கு காதுகள் கேட்கிறதுக்கு கற்பனைகளை தூண்டுவதற்கு நிறைய இருக்கிறது இவைகளில் நீங்கள் ஆவில விரும்பால் இந்த உண்மையான தேவனை கண்டுபிடிக்கிற கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் இந்த ரகசியம் உங்களுக்கு ரகசியமாயிருக்காது உங்களுடைய கண்கள் கண்டு சிமியன் சொல்ற மாதிரி உலக ராட்சியத்தை என் கண்கள் கண்டது அலலோயா நீங்கள் கொண்டாடுகிற சந்தோஷப்படுகிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அந்த கூட்டத்தில் இருப்பீர்கள் நாட்கள் தான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஆவியின் கூட்டத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் இயேசுவின் பிறப்பிழப்பும் இயேசுடைய இறப்பின பொழுதும் ஆவியில் நான் எப்படி கண்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம்